ஒரு மரத்தை அங்க ஒரு பொண்ணு போறாப்பா அந்த மரத்துல ஒரு கூப்பிட்டு கட்டணும் அப்படின்னா எதுக்குன்னு தெரியாம நானும் கூப்பிட்டு கட்டினேன் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா